மகனை பார்த்து சொல்லுகின்றார் அருமை மகனே மாண்ட ஒன்னை மீண்டும் பார்ப்பதற்கு ஆண்டவன் இந்த உலகத்தில் என்னை வைத்திருந்தான் ஆகையினால் அருமை கண்பனியான மகனே நீ இவ்வளவு நாளாக சம்பாத்தியம் செய்து வந்தாயே அந்த காசு பணங்கள் அனைத்தையும் எடுத்து அல்லாவுடைய பேரில் அதனே என்று அந்த பெரியம்மாள் தன்னுடைய மகனுக்கு உத்தரவிடுகின்றார் அது கேட்ட அந்த மகன் தாய் சொல்ல தட்டாத மகன் அந்த யூசுப்பு அது போன்று தன்னுடைய காசு பணங்களை தான் எளியவர்களுக்கும் அதே நேரத்தில் அந்த ஊரை சார்ந்த மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார் அம்மா நேற்றைய தினம் நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா நாளை உகதுக்கு மகன் வருகிறான் என்னுடைய மகனுக்குத்தான் கல்யாணத்தை முடிக்க வேண்டும் என்று அந்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே நாம் அனைவர்களும் ஒன்றாக கூடி இதே இடத்திலிருந்து மாப்பிள்ளையாக ஜோடித்து கல்யாணத்தை போய் முடிச்சி பொண்ணு மாப்பிள்ளையோட்டு சொல்லி அது போலதான் கிளையின் மகன் யூசுப்பை மணமகனாக ஜோடித்து அந்த ஊர்ஜமாத்தில் உள்ள அத்துணை பெர்களும் ரொம்ப சந்தோஷமாக மாப்பிள்ளையை தான் அழைத்துக் கொண்டு மணவர வந்தல வந்து இறங்கிடுவார் பனிரெண்டு வருஷமாக மாண்ட மகன் மீண்டும் திரும்பி வந்து பரிசு வச்ச பண்ண கல்யாணம் முடிக்க போறாரு மணமகன் மணவர பந்தல்ல வந்து இறங்குகின்றார் அதே நேரத்தில் கல்யாணம் இருக்காரோ சுகான் அவருக்கு சந்தோஷம் இவ்வளவுதான்னு சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆகவே இந்த நிலையில அந்த ஊர்ல உள்ள ஜனங்கள் மற்ற ஜனங்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் பேசுகின்றார்கள் இவ்வளவு நாளும் நடந்த ஒரு கல்யாணத்தை பார்த்த ஒரு கண்ணு கண் அல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கல்யாணத்தை காணாத கண்ணும் ஒரு கண்மா காணாத ஒரு கண் ஒரு கண்ணல்ல கண்காட்சியை மணமகனாகிய கிழகின் மகனாக அவர்களுடைய மார்க்கப்படி மறைப்படி முறைப்படி நிறைந்த அந்த மஜிலிசில் வைத்து மங்களத்தை முடித்து வைத்தார் மணமகி மங்களம் நிறைவேறியது மணமக்களாகிய இரண்டு பேர்களுக்கும் கல்யாணம் நிறைவேறியது வாழ்த்தினார்கள் போற்றினார்கள் பாடினார்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று ஆண்டவனை வேண்டினார்கள் அதே கூட்டத்தில் செய்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஒரு கண்காட்சியை மறைத்து வைத்திருந்தாயே இந்த கண்காட்சியினுடைய ஒரு புகழும் இந்த கண்காட்சியினுடைய ஒரு சிறப்பும் எல்லாம் உனக்கே உரித்தாக இருக்கும் யாருவா என்று இறைவனை புகழ்ந்தவர்களாக இறைவனை வேண்டியவர்களாகி ஆண்டவர்கள் வந்த பிரயாணத்தின்பால் அவர்கள் மீண்டும் தொடர்கின்றார்கள் அதே நேரத்தில் கல்யாணத்துக்கு வந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் இது யாருடைய புதுமையும் அல்ல அப்துல் காலர் ஜீலானி ஆண்டவர்களுடைய மகிமை அவங்களுடைய ஒரு காரணம் அவங்களுடைய கிராமாற்று ஆகவே அவங்களுடைய திருப்பாதகமலத்தை நம்முடைய கண்ணால் என்னைக்கு காணப்போகின்றோமோ என்று சொல்லியவர்களாக மக்கள் அவரவர்களுடைய இல்லம் திரும்பினார்கள் ஆகவே மனமுடிக்கப்பட்ட மணமக்கள் அவர்களுடைய வீட்டில அந்த புதுமண இரண்டு பேர்களும் ஈருடலும் போர் உயிரும் கண்ணும் இமையும் போன்று ரத்தம் சதியும் போன்று சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மங்களமாக மிசர் நாட்டிலே வாழ்ந்து வருகின்றார்கள் ஆகவே அருமை பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே மாண்ட கப்பலை மீண்டும் வரவழைத்து கிளவி அம்மாவுடைய மகனுக்கு கல்யாணம் முடித்து வைத்த ஒரு காரணம் இனிது நிறைவேறியது இந்த மங்கள மங்களகரமான காட்சியை முடித்து வைத்து விட்டதாவது நான் தீன் மீண்டும் அந்த தெருவின் அடுத்த தெருவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே பேர் கூட்டு ஒரு காரணத்தை காதல் கேட்கின்றார்களே நான்கு பெண்கள் தான் என கூடியிருந்தால கூடிய ஒரு குரலான ஒரு சத்தின்னா மொஹியத்தின் அழுகும் குரலோசை காதில அந்த ஒலி அப்துல் காதிலும் தெரியவில்ையே என்று அந்த அழுது செய்தார்கள் எழுந்திரித்து அவங்களை வந்து பார்த்து கொடுக்கிறார் அம்மா அதாவது நீங்க ஏன் இருந்து உங்க வீட்டில என்ன காரணம் எதுக்காகமா நீங்க அழுகின்றீர்கள் என்று அவது நாமதி கேட்டான் அப்ப அந்த பெண்மணி கண்களில் கண்ணே சிந்த சொல்லுகின்றது பெரியவங்கள எங்களுடைய வீட்டில நாங்கள் நான்கு குமர்கள் வீழ்நிறைந்த குமராக இருக்கின்றோம் எங்களுடைய தாய் சின்ன வயதிலேயே மரணித்து விட்டார்கள் எங்களை பாதுகாத்து வந்தது எங்களுடைய தகப்பனார் வயோதிக தந்தை அவங்க அன்றாட காட்டுக்கு சென்று விறகுகளை முறைக்கு கொண்டு வந்து அதை விற்று அதில் கிடைக்கின்ற ஒரு அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஊதியத்தை கொண்டு எங்களை காப்பாற்றி வந்தார்கள் அவர் குற்ற யோதிகை தந்து இந்த படுத்தவர்கள் காலை எழுந்திருக்கவில்லை அல்லாவிட பதவிக்கு ஆளாகிவிட்டார்கள் அதனால் இந்த ஊரில் எங்களுக்கு எந்த விதமாக ஒரு சொந்தமோ பந்தமோ எங்களை ஆதரிக்கக்கூடியவர்களோ பராமரிக்கக்கூடியவர்களோ யாரும் இல்லையே எங்களை பராமரித்து வந்து தந்தை மழித்து விட்டார்கள் என்ற மனக்கு முறையோடு அழந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வீட்டில் நடந்த சம்பவம் அந்த பெண்மணி விலக்கிச் சொன்னார் அது கேட்டா முஹியத்தின் சொன்னாங்க அம்மா அழாதீங்க அல்லாஹு தால் ஆண்டு கிருபியை கொண்டு உங்களுடைய தந்தை உங்களுடைய தகப்பனார் அவர்களுடைய மரணத்தை நினைத்து நீங்க அழகாதீங்க போங்க என்று சொல்லிவிட்டு ஓதனா முஹியின் அப்புறமாகத்தான் போய் மேல வானலகத்தை அரண்டு பார்த்தார் பார்க்கும் பொழுது இஸ்ராயில் அலிஸ்லாத்துலாம் அவங்களுடைய கைப்பற்றி கொண்டு போறாங்க யிறுத்தான விரைந்து சென்று இஸ்ராய் அலிசலாத்து காலத்தின கட்டி பிடித்து கம்பளி கயிறு கீழே எழுக்கின்ற இஸ்ராய் அலி சலாத்து மேலே எழுக்கின்றார்கள் இப்படி ரெண்டு பேருக்கும் தர்க்கம் நடக்கின்ற அதே நேரத்தில் கம்பனி கீறி என்ன காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு விடமாட்டேங்கிறது அதே நேரத்தில் அவ்வாஹு ஜெல்லிஸ்தான குமர் நாலு குமரா இருக்க அதை பார்க்கவோ பராமரிக்கவோ சொந்தமோ பந்தமோ யாரும் இல்லாத அந்த பெண் மக்கள் இருந்து அழந்து ஆகினால் இறைவா அந்த பெண்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்கமும் அவங்களுடைய இருக்க வேண்டும் அதற்கு நீ துவா செய்ய வேண்டும் ரூகை நீ மீண்டும் என்று அல்லாஹ் எடுத்துட வேண்டிய ஆகவே அல்லாஹ் ஜெல்லவித்தால் ஆண்டு அவங்களுடைய துவா அப்படியே கபூல் ஆக்கி வைத்து விட்டார் இஸ்ராயில் இசலா துசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு எடுக்கின்ற இஸ்ராயலே அவங்களுடைய ரூகை விட்டுவிடு அது போலதானே அந்த பெரியவங்களுடைய ரூகை தானே விட்டதும் இறந்துபோன அந்த பெரியவர்களாகக் கூரியில் மீன்ற hayat விட்டு தூங்கி எழுந்தது போல் எழுந்தது போல் எழுந்தார் மக்களுக்கு எப்படி இருக்கும் எங்க வருகின்றார்கள் வழி அல்லவா தீவுக்கு அவசரமாக போக வேண்டும் என்று வந்து ஆலாமர விருச்சத்தில் நல்ல அழகான விரித்து விருது இறக்கி வைத்து சற்று இளைப்பாறை போவின்றி விருது இறக்கி வைத்து அவங்க படுத்து அப்படி சாய்ந்திருக்கின்றார்கள் அப்படி சாய்ந்த அசதியாக இருக்கும் பொழுது அங்கே பேர் போட்டு ஒரு காரணம் ஒரு சன்னியாசியாக கூடிய கௌனி போட்டு அந்தரத்திலே பறந்து வருகின்றார் வானலவத்தில கண் பார்க்கும்போது சன்னியாசி மேல பறந்து போகுண்டான் இதை கட்ட உடனே கௌதனா பார்த்தாங்க கொஞ்ச மாதம் பயம் இல்லாதபடி நமக்கு மேல அந்தமாக பறந்து போகுண்டானே இந்த சன்னியாசியை நம்ம நல்ல விதமான பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற போது நாம் ஹயத்தின் காலில் போடக்கூடிய பலகோட எடுத்தார்கள் கொத்துபலி சந்யாசியை அடிச்சு அவனை வேதனை கொடுத்து இழுத்து கொண்டு வந்து முன்னே நிறுத்தியது உடனேவுடைய ஒரு தன்மையை கண்ட அந்த சந்யாசி அவனுடைய உள்ளமும் அவனுடைய உடல் அப்படியே கிடுகும் என்பதாக நடுங்கிவுடைய பாதத்தை பணிந்து சொல்லுகின்றான் ீனே நீ எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்த நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் ஆனால் நீங்க எங்கு போறீங்க என்பதை பற்றி எனக்கு தெரியும் ஆகையினால் மொஹையுத்தீனே சற்று உங்களுடைய மனதில இறக்க வைத்து என்ன விடுதலை செய்யுங்க ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக நீங்க போக வேண்டிய காரியத்தை நான் முடிச்சு கொண்டு நீங்க முஹல்லீவுக்கு போய் அந்த பெரிய மலத்தேவ பிடிக்கும்னு தான் போறீங்க கொஞ்ச நேரத்தில் உடனே போய் அந்த தேவக்கு தூது சொல்லுவா நீங்க போற காரியம் தடப்பட்டுங்க கொட்டாங்குச்சி அந்த தேங்காய் குடுக்க எடுத்து வச்சு அடைச்சுவை நுழை குடுக்க நுழைஞ்சுக்கோ சொன்னான் உன்னே அந்த சன்னியாசி ஆகக்கூடிய முகத்தை பார்த்து சொல்லுகின்றான் இந்த குடுக்கைக்குள்ள என்ன புகுதை சொல்லுகின்றீர்களே குட்டி மாலை மலை எஞ்சாடலும் இந்த நான் குடுக்கையின்யப்படி சொல்வேன் போ கடல்சாடியில் போன கப்பல் வேணுமே ஆகவே ஹௌரா மஹீத் எப்படி கப்பலை தயார் செய்கின்றார்களே நான் அல்லாஹு கொடுத்த படி இரண்டு விருதுகளை கொண்டு கப்பலை ஜோடிக்கின்றார் எந்த முறையிலே ஜோடிக்கின்ற அல்லா கொண்டுதான விருது அந்த விருதை கொண்டு திரையின் முசல்லா பாய் தனி விரித்து அவங்களுடைய முசல்லாவை கடலுக்கு மேல விரிச்சி அதுதான் பாயமரமாக அவங்களுடைய ஆசா கோளை அமராவாக அவங்களுடைய கம்பளி கயிற்றை கட்டி அதுக்கு பாயாக அவங்களுடைய புள்ளிமான் தூக்கி கப்பலுக்கு சுக்கானாக அவங்களுடைய சக்கரத்தை வைத்து கப்பலுக்கு நங்கூரமாக அவங்களுடைய கோழாரியை வைத்து இப்படி விருது விருதுகளை கொண்டு கப்பலை ஜோடிச்சாங்க கப்பல் உண்டாக்கிய கப்பல் ஓட்டக்கூடிய மாலிமி வேணுமே என்று நினைக்கின்றார்கள் நினைத்தாரப்போ வந்த கப்பலை ஜோடி கப்பலை ஜோடித்து கப்பலை ஓட்டுவதற்கு மாலிமி வேண்டும் என்று நினைத்தார்கள் வந்தான் ஹுதாவும் இறைனானந்தான் யார் முஹ்யத்தின் எப்பவும் நான் உங்கடையில இருக்கேன் ஏன் பயப்படுவீங்க யாருக்கு கப்பல் அப்துல் கார் ஜி தானிய கப்பல் தனி கப்பல் எந்த முறையும் நார <laughs> என்று சொல்லவர்கள அந்த நாளைக்கு ஒருத்தர்வாங்க அவங்களுக்கு விளக்கம் வாழ்த்து போற்றி அவங்க அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு சென்று விட்டார்கள் அதன் பின்பு அது போல நான்கு நாள் கப்பல் ஓடுகின்றது எட்டு எட்டாவது நாள் கப்பல் கடலில் ஓடிக்கொண்டிருக்கு அப்படி ஓடும் போது உத்தரவு கொண்டு அவர்களுக்கு உணவு யார் கொண்டு வந்து ஆனால் இது நம்முடைய அருமநாயகத்தனுடைய அன்பு மலையாட்டி ஆகியும் ஆயுஷா நாயகியும் அமலோர் ஊரலின் பெண்களுமாக அவனுடைய கப்பல்லதான் வந்து இறங்கி ஒஜிபு மத்தி கொண்டு வந்து வைத்து உண்ணுங்கள் என்று சொல்லி உபசரித்து அருமை கர்மணியான பேரருக்கு தெரிகிறது அல்லாது கரை காண சொல்லுங்கள் ஆயுஷா நாயகர் சொன்னார்கள் அருமை கண்மணிய பேரரேந்தீனே அது எனக்கு தெரியாது நாளைக்கு ஒருத்தர் வருவாங்க அவங்களுக்கு உங்களுக்கு அப்புறம் சொல்லிட்டு ஆயிஷா நாயகன் சென்று விட்டார்கள் அதுபோல மொஹியத்தின் கப்பல் நான்கு நாள் கடலிலே ஓடுகின்றது எட்டு நாளும் பனிரெண்டு பனிரெண்டு நாள் கப்பல் பயணமாக போய் அப்படி போய்கொண்டிருக்கும் போது பன்னிரெண்டாவது நாடு என்று அல்லாவுடைய உத்து கொண்டு அவங்களுக்கு உஜீவனையார் கொண்டு நம்முடைய அருமை அருமை நாயகரசூலையும் சொல்லலாம் அவங்களுடைய மனையாட்டி ஆகிய ஜெயினம் புனாச்சியார் அவர்களோல் பெண்களும் சொற்கத்தனுடைய உஜ்ஜீவனத்தையும் கொண்டு வந்து கப்பல் இறங்கியதோதுனா முன்னாலே வைத்து உண்ண சீர் உண்டு திண்டு பசியாதி முடித்து புகழ்ந்தவர்களாக இருக்கும் பொழுது கேட்கின்றார் ஐயத்தி என் அருமை பேத்தியார் அவர்களே பாட்டி அவர்களே பன்னிரண்டு நாட்களாக நான் கப்பலில் வந்துகிட்டு இன்னும் முகலஜியுடைய கரை அந்த கரை காணுவதற்கு இன்னும் நாளிலிருந்து உண்மையை சொல்லிடுங்கள் கண்மணிய பேத்தியாரே சொல்லும்பல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சொர்க்குத்தனுடைய உஜீவனத்தையும் எடுத்துக்கொண்டு ஆண்டு கப்பலில் யார் வந்து இறங்குகின்றார்களையானால் என்று அவங்களுடைய மடியை பிடித்து எடுத்தான் உடனே நான் சொன்னாங்க எப்போ அவனுடைய ஊர் நடப்பு எனக்கு தெரியாது அறியாம தெரியாம ஒரு கனியை கொய்துட்டேன் ஆகையினால அரசு எடுக்காது அரசடத்துக்கு என்னை அழைக்காது சொல்லும் போது அவன் விட மாட்டேதான் உடனே அப்ப சொன்னார்கள் அப்பா அப்படின்னு உடனே சரி நான் ஒரு கனி கொய்த்துட்டேன் அந்த ஒரு கனிக்கு பகிரமா உனக்கு ஏழு கனி தருகிறேன்னு விட்டு விடுன்னு சொன்னான் பண்ணே எதுக்கா பர்பதா हां அப்படி சொல்லணும் நான் ஒரு கறியே தான் குயಿದினு பார்த்தப்ப ஏழு கனி பறிச்சு வச்சிருக்கற அப்போ உம ஓடப்பட பா அர்த்தம் தொoida உமக்கு பல் சொல்லணும் எந்த ادیபருடிய மடி பிடித்து இருக்கும்போது கவுன் வந்து விட்டதே ஏ காவக்கார விடு மடி இங்க வா என்று பக்தத்திலே எழுந்து அவங்க தோல்ல போட்டுருக்காங்க ஜோனா பை அந்த பையினுடைய அந்த பையினுடைய வாயை தான் انا திறந்துங்க பாறா என்று சொல்லி அவங்களுடைய ஜோனா பைய காட்டنا அப்படி காட்டும்போது அந்த ஊதி காபிறந்த காவலாளியாக கூடியவன் எங்கள் கண்டான அதிசயங்கள் பைக்குள்ளவே பானம் பூமி அதாவது மலை நதி வெளிச்சம் கடல் இன்னும் அவங்க நிற்காங்க அந்த தோப்பு அந்த கனி மறிச்சாங்கள அந்த காம்பு எல்லாம் அந்த ஜோனா பைக்குள்ள அவனுடைய கண்ணுக்கு தெரிகின்ற இதை பார்த்த உடனே அவன் ரொம்ப அப்படியே பிரமித்து விட்டான் ஆஹா எங்க உள்ளுக்குள்ள தெய்வமும் எங்க உள்ள ஒரு பெரிய மகானோ அறியாம தெரியாம அவங்களை அடிச்சு போட்டோமே அவங்களுடைய மன வேதனைப்பட்டா அவங்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாகி விடுமோன்னு சொல்லி அந்த எகுதி காவரா பயந்து விரண்டு ஓடி வருகிறா வீட்டுக்கு அவளுடைய வீட்டுக்கு உங்களுக்கு அப்புறமா சொல்லுவாங்க சொல்லிட்டு ஆயுஷா நாயகம் சென்று விட்டார்கள் அதுபோல மையத்தின் கப்பல் நான்கு நாள் கடலில் ஓடுகின்றது எட்டு நாளும் பனிரெண்டு பனிரெண்டு நாள் கப்பல் பயணமாக போய்கொண்டிருக்காங்க அப்படி போய்கொண்டிருக்கும் போது பன்னிரெண்டாவது நாள் என்று அல்லாவுடைய நம்முடைய அருமை அருமை நாயகரசூலியும் அவங்களுடைய மனையாட்டி ஆகிய ஜெயினம் புனாச்சியார் அவர்களும் ஊரில் பெண்களும் சொற்குத்தனுடைய உஜீவனத்தையும் கொண்டு வந்து கப்பல் இறங்கி ரோதுனா உன்னால வைத்து உண்ண செய்து உண்டு திண்டு முடித்து இறைவனையும் புகழ்ந்தவர்களாக இருக்கும் பொழுது கேட்கின்றார் மையத்தி என் அருமை பேத்தியார் அவர்களே பாட்டியவர்களே பன்னிரண்டு நாட்களாக நான் கப்பல் வந்துகிட்டு இருக்கேன் இன்னும் முகலத்தியுடைய கரை தெரியல அந்த கரை காணுவதற்கு இன்னுக்கு உண்மையை சொல்லிடுங்கள் கண்மணிய பேட்டியார பதினாறாவது நாள் கப்பல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சொர்கத்துவனத்தையும் எடுத்துக்கொண்டு கப்பலில் யார் வந்து இறங்குகின்றார்களே ஆனால் நம்முடைய ஈரகுலத் தொண்டாகியமை கண்மணியாகிய பிவி மாத்திமார் வாழ் இன்னா முகையத்தின் ஆண்டுகளுக்கு கொண்டு வந்து எப்படி இறங்குகின்றார்களே பாத்திமா அம்மாவாக கூடியவர்கள் வந்து இறங்கினார்கள் மணி கப்பலில் மதனாவே வல்லல் மோகையின் மணிகப்பலில் மருதை மோதி பாத்தி மா கப்போது கண்மணியான ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று பசியாளி முடித்து சந்தோஷமாக இருக்கும் கேட்டாங்க அம்மா நான் பதினாறு நாளில் வந்து தாயே இன்னும் கரையை காணும் அம்மா அது காணுவதற்கு இன்னும் நாள் பயணம் இருக்கு சொல்லுங்க அப்போ பிவி பாத்திமா நாயகி சொன்னார்கள் கண்மணியே முகியத்தீனே எண்ணெயில் என்று நாள் அதாவது வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் இந்த கடல்ல புயலும் காற்று ஏற்படும் பயப்படாதீங்க துள்ளி அடித்திரும் சுக்குரா கடல் மலை ரெண்டாய் பிரிவு இந்த சுக்குரா கடல் என்று சொல்லக்கூடிய இந்த கடலுடைய ஒரு துள் அதாவது ஒரு வேகமும் கொந்தளிப்போம் அப்புறமாக கூடிய கப்பல் செல்லும் பொழுது ஊசிக்காந்த மலை ரெண்டாக பிரியும் அதை விட்டு அப்புறமாக சென்று முஹலத்தீடைய கதவை காண்பீர்கள் மகனே பயப்படாது என்று சொல்லி மீண்டும் அவர்களுக்கு சன்மானமாக என்ன ஒரு பொருளை கொடுக்கின்றார்களே ஆனால் நபி சுலைமான் அதையும் அவங்களுக்கு அன்பழிப்பா கொடுத்து நபி சுலைமான் அவர்கள் களத்திலே அணிந்திருந்த ஒரு முத்து மாலை அதையும் தன்னுடைய மொஹீத்தீனுடைய கழுத்திலே போட்டு ஒரு தங்க தாம்பாளம் அதையும் எடுத்து மகனுடைய கைல கொடுத்து மொஹியத்தீனே இங்கு போகின்ற இந்த பயணத்தில் அந்த மரத்தேவை பிடித்து அடைப்பதற்கு முன்னால அந்த தேவ ரொம்ப வேகமா வரும் வரும்போது உங்களுடைய விருதுகளை எடுத்து ஏவதற்கு முன்னால இந்த தாம்பாளத்தை எடுத்து ஏவரும் அதுக்கு பின்னால உங்களுடைய விருதை எடுத்து ஏவணும் அப்பதான் அந்த தேவ உங்களுக்கு வசப்படும் மகனே என்று சொல்லி எல்லா விவரத்தையும் சொல்லி விழித்து விட்டு ரௌதனாவை போற்றி வாழ்த்தி பிவி பாத்திமாவும் ஹூலி பெண்களுமாக அல்ல சன்னிதானத்துக்கு சென்றான் அதுபோல ஐயத்தி நான்கு கப்பல் நான்காவது நாள் ஆக அதாவது பதினாறு பதினாறு நாள் இருபதாவது நாள் இருபதாவது நாள் என்று இருபது நாட்கப்பல் கடலில் போய் கொண்டிருக்கும் போது பாத்தி மாமா சொன்னது போன்று வெள்ளி கிழமை அன்று இரவானதில் இருளும் அலைகள் மலை போல உயர்கின்றதும் இந்த நிலையிலே மனம் சற்று பயம் ஏற்படுகின்றது அல்லாவுடைய சத்தம் இந்த உலகத்தின் கண்ணில் சங்கடமான கஷ்டமான நேரத்தில் உங்களுடைய பெயர் நாமத்தை உச்சரித்ததும் உடனே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டத்தின் நஷ்டத்தை நான் நீக்கி வைக்கும் பொழுது நீங்க ஏன் பயப்படுகின்றீர்கள் என் அசிரியில் வந்தது அது போலதான் கப்பல் மேலே உயர்வதும் கீழே வருவதும் பாத்தீமா சொன்னது போ அந்த உசி கா தமிழாக பிரிந்ததும் அதற்கு அப்புறமாக கப்பல் சென்றதும் கண்ணாலே கண்டிடுவார் மீது எல்லைக்குள் தான் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே காட்சிகளை அவனுகிறாரளிகள்னுடையொடிகள் ஆண்டவர்கள் அந்த முகல்ல தீவனுடைய நாட்டோக்குள் சென்று அங்க இருக்க வேண்டிய இயற்கையான காட்சிகளை தானே கண்டு ரொம்ப சந்தோஷப்படுகின்றார்கள் மனதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இன்னை அவர்கள் எந்த முறையிலே மகிழ்ச்சி அடைந்து எந்த முறையிலே அவர்களுடைய மனம் சந்தோஷப்படுகின்றது